கேட்ட காசு வரல பண்றேன் என்னட சுட போலாம்டா ஆஃபர் இன்டு கடவுள். பலி கொடுக்கிறதுனா ஆடு தலைய தண்ணி தெளிச்சி தலைய வெட்டுவாங்களே. அன்ன மாதிரியா? அப்ப மாட்டை எப்படி பலி கொடுப்பீங்க? ஓட முட்டோ பயலே. தெய்வเทพியடாய் 250 தெய்வத்துக்கு பலி கொடுப்பாங்க. மாட்டை பலி கொடுக்க மாட்ட. ஆனா இந்த மனுஷன மட்டும் பலி கொடுப்பியா? ஹே காரத்துல ஓட்டுறியா நீ வேணா விக்னேஷ் எவ்வளவு பெரிய கார் ரைட்டரா வேணாலும் அம்புடித்தனாவட்டா சரி வா ய யாரு மவுண்ட போறாங்கன்னு பாப்போம் நடந்திருக்கு நல்லா ஓட்டுனேன் சூப்பர் நீ தான் விண்ணு உன்கூட கார் ரெஸ்ல ஜெயிக்கலா டாபி சொல்லு இந்த மாநாட திட்டப்படுத்துள்ளது என்ன வா சொன்ன காட் காப்பாத்த நீங்கதான் டிடெக்டிவ் காட் பாத்தரா இத கேக்கதான் நடுராத்திரில கதை தட்டுறியா